Marhaba, Marhaba, Palivánaty Rooja, Palivánaty Rooja, Pheghambar Rasool Allah, Medina Nagar Raja. Marhaba, Marhaba, Palivánaty Rooja, Pheghambar Rasool Allah, Medina Nagar Raja. Marhaba, Marhaba. நல்லரம் போதித்தவர் வல்லவன் தூதரவர் நல்லறம் போதித்தவர் வல்லவன் தூதரவர் உள்ளதை சொல்லியவர் உலகுக்கு போத்தலைவர் மரகபா மரகபா மரகபா மரகபான் பாலைவனத்து ரோஜா பாலைவனத்து ரோஜா பழகம்பூர் ரசூல் உள்ள மதினகராஜா அரபிய நாட்டின அறிவு தீபம் ஏற்றியவர் அரணியால் உலகை புனிதமாக மாற்றியவர் வரம்புடன் வாழுவதற்கு வாழ்க்கை பாறை காட்டியவர் வண்ணமிகு இசலாத்தை விண்ணில் வைத்து வாழ்த்தியவர் வண்ணமிகை இசலாத்தை விண்ணில் வைத்து வாழ்த்தியவர் மரஹபா மரகா மரகபா மரஹபா வாலைவான ரோஜா வாலைவான ரோஜா வாழைவான திரு ரோஜா சொல்ல மதிய நகர் ராஜா படைத்தவன் ஒருவன் என்று பெருமையோடு சொல்லியவர் படைத்தவன் ஒருவன் என்று பெருமையோடு சொல்லியவன் பதறு போரி புனித ரத்தம் கடைகள் துன்பம் யாவும் தாங்கி வெற்றி நாட்டியவர் தீ மனம் தீமின் மனம் தமிழும் மறையமுதை ஊற்றியவர் மரகபா மரகபா மரக மரகாலை ரோஜா திரு ரோஜா மதினா நகர் ராஜா மரகா மரகா கண்ணன கலைகள் தம்மை கருத்தில் வைத்து போட்டியவர் கருத்துள்ள பாடல்களை கழித்துக் கொண்டு பாடியவர் மண்ணுலக ஜோதி என்றும் மண்ணுலக ஜோதியாக என்றும் என்றும் விளங்குபவர் மரதாசன் பாடலுக்கு அருள்மொழியை வழங்குபவர் மர மர பால ரோஜா பாலவா நி ரோஜா பயம் ரசுல்ல மதினா ந